Bank நிஃப்டி ஃப்யூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் தேர்ட்டீன் டைம் வந்து ஒரு நைன் am ஏஎம் மார்க்கெட் வந்து நல்லா ஓப்பன் ஆகிட்டு மேலே தான் வந்து ஏறிட்டுருக்கு தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ரேஞ்ச் பிரேக் கரண்ட்டில் பை கால் இருக்குது இந்த பை கால் ப்ரீவியஸ் டே ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா செல் கால் தான் ஜென்ரேட் ஆகும் இந்த சாட்டில் கேண்டல்னுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அது அப் அண்ட் டவுன் கேத்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் ஆகிறதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதுவும் ஆட்டோமெட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும் இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பாசிட்டிவாக போய்ட்டுருக்கு ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுது ஒரு ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் ஓ கிளாக் பாருங்க, பாருங்கள் நமக்கு வந்து 38,000 எயிட் தௌசண்ட் வந்து போயிட்டே இருந்து ஆஃப்டர் டென் ஓ கிளாக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டவுன் சைட் பிரேக் அவுட் ஸோ கண்டினியூஸாக ஒரு த்ரீ கேண்டில் டவுன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு டவுன் சைட் ப்ரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம செல் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கல அது வந்து செல்லிங் ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி அடுத்த அந்த கேண்டில்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் செல் அட் 37,929.90 செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன்ட்டி ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிற ரெட் கலர் லைன்ஸ் வந்து டார்கட் லைன்ஸ் ஸோ அதை ப்ரேக் அவுட் பண்ணுதா இல்லை மேலே இருக்கிற ஸ்டாப்லாஸ் லைனை போய் டச் பண்ணுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு ஃப்யூச்சர் ட்ரேடர் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடாக இருந்திங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் வந்து எப்படி இருக்குன்றதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஷோ பண்ணுறோம் செல்கால் ஜெனட் ஆகி ஒரு எயிட் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ட்ரேடிங் போச்சு லாஸ்ட்டு ஒரு த்ரீ கேண்டில் தான் கண்டினியூஸ் டவுன்சைட் அந்த டவுன்சைடில் இப்போதைக்கு பாருங்கள் தேர்ட்டி செவன் ரேஞ்ச் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டார்கெட் ரேஞ்ச் வந்து ஒரு நைன்ட்டி வந்து ரீச் கொடுத்துருக்கு இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் இறங்கிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்க் பிரேக் ஆகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கிடச்ச செல் கால் அகெயின் ரெக்கவரி கொடுத்துச்சு ஸோ ரெக்கவரி கொடுத்துட்டு இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்சைட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மூவமென்ட் வந்து கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்ட்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா செவன் நாட் நைனில் வந்து பைக்கால் வந்துருக்கு வந்தது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பைக் வந்துச்சுனே அந்த ஸ்பைக்கில் பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ்டி அதுக்கப்புறம் மார்க்கெட் டார்கெட் ப்ரேக் அவுட் பண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா செவன் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது ஒரு இந்த ஆப்ஷன் ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன ட்ரெண்ட் என்னன்றதை கேண்டில் கலர் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைநூறு மெசேஜ் அனுப்புங்க இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒன் மினி சார்ட் பார்க்குறோம் இன்னைக்கு டே ஏப்ரல் தேர்ட்டீன்ல இது ஆக்சுவலி ஓப்பனிங்ல என்ன நடந்துச்சுன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஸோ நமக்கு வந்து ப்ரீயஸ் டே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆயிருச்சு பேங்க் நிப்டில பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக் கால் மார்க்கெட் ஓப்பான ஒன் மினிட்ல அந்த பைக்கால் பாருங்க ஒரு நைன் தேர்ட்டிக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிருக்கு செவன்டீன் சிக்ஸ் வந்தது சிக்ஸ் ரீச் அவுட் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஏன்னா இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியில் செல் கால் தான் ஃபர்ஸ்ட் கால் பட் நிப்டியில் செகண்ட் காலாக வந்து செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு செவன்டீன் தான் எடுத்து பாய் பார்த்தீங்கன்னா so,